வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அக்கா வீட்டு தோட்டத்தில் இருக்க நாகப்பழம் மரத்தில் கொஞ்சம் நாகப்பழத்தை அறுத்து சாப்பிட்லாம் பிளான் பண்ணி அவங்களாம் தோட்டத்துக்கு போயிடணும் ஆனால் மரத்தில் ஏற ஆள் உடனே நம்ம தம்பி ஒருத்தர் இருந்தார் அவர் கொஞ்சம் மரத்தில் மேலே ஏறி தம்பி கொஞ்சம் பழத்தை கொஞ்சம் ஒழுக்கி கொடுப்பானோம் அவர் உழுக்குன்னு உழுக்க மொத்த பழமும் என்ன ஆச்சுன்னா ரோட்டில் வந்து நெசங்கி தாங்க போச்சு உடனே நாங்கள் ஒரு பிளான் பண்ணோம் பக்கத்தில் ஒரு துணி இருந்தது அந்த துணி எடுத்து பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் உழுக்க சொன்னோம் அவர் உழுக்குனது எல்லாம் துணியில் விழுது அதுக்கப்புறம் நாங்கள் அதெல்லாம் எடுத்து அழகாக பொறுக்கி வச்சு அழகாக சாப்பிடுவேன் நான் ஓகே நண்பர்கள் அதுக்கப்புறமா ஒரு தேக்கு மரையாலையை அறுத்து அதில் கொஞ்சம் நாகப்பாடம் வச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் சூப்பரா இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ரெடி அடிச்சு விட்டுக்கேன் நன்றி ஓகே பாய் பாய்